தம்பி என்று சொல்லு வீட்டில் ஒரு குலாம் குலாம் வேலை செய்து கொண்டு வருகின்றார் அப்படி வேலை செய்து வரக்கூடிய அவன் ஒரு நாள் அன்று நேரத்தில் ஆடு மாடு வாகனங்களை காட்டுக்கு ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று நேரம் இருக்கவே வருகின்றார் இந்த விசுவம்மாவுடைய பழக்க வழக்கம் என்னவென்றா அதாவது சுருகுடிய நேரத்திற்கு முன்பதாகவே முடித்து தன்னுடைய அதாவது குளித்து மொழிக் நல்ல முறையில இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை முடித்து கொண்டு தன்னுடைய வீட்டில் உண்டான வேலைகளை செய்வது அந்த அம்மாவுடைய அவர்கள் இறைவனுடைய வணக்கங்களை முடித்து தன்னுடைய வீட்டு வேலைகளைத்தானே செய்து கொண்டிருக்கும் பொழுது சாலையில் வரக்கூடிய அந்த வேலைக்காரன் ஆகக்கூடிய விசுவத் அம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்டு அப்படியே மறந்து விசுவடனே அவனுடைய மனதில் என்னை எண்ணு தின்றானே ஆனால் மண்ணிலேயும் விண்ணிலையும் இந்த மங்கையை போல கண்டதில்லை மண்ணிலேயும் இந்த உலகத்தில் நாம் இப்படி ஒரு பெண்ணை கண்டதில்லை பார்த்ததில்லை என்று அந்த சந்தாளன் குலாம் குலாமாக கூடியவன் தையலரை பார்த்ததுடன் நாம் மயில் மீக கொண்டிடுவான் தையலரை அவர்களை பார்த்ததும் இந்த வேலைக்காரனுடைய உள்ள எண்ணம் ஏற்பட்டு விட்டா ஆகவே இதை கண்ட விசுவத்து கேட்கின்றார் வேலைக்காரனே குலாமே ஏன் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய வேலையை நீ போய் கவனி என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றான் அதாவது எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்திருக்கிறதாக கேள்விப்பட்ட பார்க்கல உங்களை போல ஒரு அழகுள்ள பெண்ணை ஆகவே நானும் தனியாக இருக்கின்றேன் இந்த வீட்டில அரபியாருடைய இடத்துல நான் ஆடு மாடு வாகனங்களை மேய்த்துக்கமான முறையில நிறைய சேர்த்து வைத்திருக்கின்ற நீங்கள் இணைங்கினால் சம்மதித்தால் நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற முறையில வாழலாம் என்று அவர்களை பெண்டாளன் நினைக்கின்றார் இந்த வேலைக்காரன் இந்த முறையை கேட்டதும் அந்த விஸ்வசம்மா எச்சரிக்கின்றார்கள் எங்களுடைய வீட்டு வேலைக்காரன் என்ற முறையில எங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை வாழ்க்கை பெற்ற மனைவி அப்படி இருப்பதனால் இந்த வார்த்தையை சொல்லாத போய் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றான் என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்கவில்லை என்று சொன்ன ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இணங்கவில்லை என்று சொன்னது நான் இருக்கிறது ஒன்று என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரன் தான் அந்த இடத்தை விட்டு முன்பதாக வந்து சொல்லுகின்றான் பல வருடங்களாக உங்களுடைய வீட்டில் நான் ஆடு மாடு வாகனங்களை அப்படி இருப்பதனால் இன்றைக்கு என்னுடைய உடல் நலம் குறைவாக இருக்கின்றது எனக்கு நீங்க இன்னைக்கு அவகாசம் கொடுக்கணும் நான் இன்னைக்கு தங்கிவாக இருக்க வேண்டும் என்று கேட்டான் உடனே அவரும் அதுக்கு சம்மதித்தார் சம்மதித்து சொல்லுகின்றார் அப்ப வேலைக்காரனே நல்ல முறையில் இன்னைக்கு குளித்து மொழிகி அவகாசமா இருந்துக்கும் வேலையை நான் செய்து வருகிறேன் என்று அரபியார் மனைவிக்கும் விசுவங்களை ஓட்டிக் கொண்டு காட்டுக்கு போயிட்டார் அடிக்கக்கூடிய வெயிலும் கொதிக்கக்கூடிய மணலும் அந்த சூடான இடத்துல அரபியாரில வெப்பம் பொறுக்க முடியாதபடி இந்த குழுந்து பார்த்து போய் படுத்துட்டார் அரேபியா ஆடு மாடு வாகனங்கள் அதாவது மேய வேண்டிய இடத்திலே மேய்ந்து அது படுக்க வேண்டிய இடங்கள்ல போய் படுத்துக்கொண்டது நேரம் அந்தி பொழுது மகரிப்படி நேரம் அடுத்து விட்டார் கத்தி ஒன்றை தான் எடுத்த நல்ல கருமையாக இரவு நேரம் வந்தவுடனே அரபியாருடைய மனைவி நீண்ட நேரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர்களும் வருகை வருகை தன்னுடைய இடத்திற்கு சென்று அவர்களும் தூங்கிவிட்டார் அந்த நேரத்தில் இந்த சந்தால பாதகன் கடுமையான கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகின்றார் விளக்கை எரிந்து கொண்டிருக்கின்றது விளக்கை அணைத்தான் அனைத்து எண்ணுகின்றான் யாரை அந்த கத்தியை தான் கையில் எடுத்து தொட்டில் கூடிய அந்த பால் குடிக்க கூடிய பச்சிளம் குழந்தையை குழந்தையை தலைவர் உடல் வேறாக துண்டித்தான் அந்த ரத்தத்தை அதே நேரத்தில் காட்டுக்கு சென்ற அரபியார் அவசரமாக வீட்டுக்கு திரும்பினார் ஆடு மாடு வாகனங்கள் அடிக்க வேண்டிய கொட்டையில கொண்டு அடைத்து வீட்டுக்குள் வருகின்றார் தீர்த்தையாகின்ற மனைவியை தானே சாரா செய்தார்கள் பதறி முடித்தான் தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவர்கள் விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து உணவை கொண்டு வந்து முன்னால் வைத்து ஒண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அரபியார் உண்ணுவதற்கு தயாராகின்றார் இந்த அம்மா நினைக்கின்ற நம்முடைய குழந்தையை தொற்று நேரமாக போய்ச்சி நம்முடைய வேண்டும் என்று அந்த எடுக்கும் போது அந்த அம்மாவுடைய கையில தலை இல்லாத குழந்தை இருக்கின்றது தலை இல்லாத உடல் இருக்கின்றது தலை தொட்டில் இருக்கின்றது இதை கண்டு தாயுடைய உள்ளம் தாங்கும் அப்படி இருக்கும் இதை பார்த்தவுடனே பதறி அலறி சத்தமிட்டு துடியாக துடி தீடுவான் ले विडुंदीड़ुवाल कुड़ियागे குழந்தை மடியிலே கிடக்கின்றது உணவை எடுத்தவர் பரிதாபமான ஒரு காட்சி ஆண்டவன் நீண்டு நாளைக்கு பின்பதாக தந்த இந்த குழந்தைக்காய்ப்பேற்பட்ட ஒரு கங்கடம் வர வேண்டும் என்று அவரும் அப்படியே தன்னை மறந்து இந்த நிலையிலே பூமியிலே கிடக்கின்ற அந்த தாய் துடி கண்ணீர் விட்டு தலையில் விட்டு நாளைக்கு நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக எண்ணி இருந்தோம் எண்ணி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாது போய்விட்டதே என்று அந்த தாய் துடிக்கின்றார் அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அருமை மகனே கையே என்று அந்த தாய் கதறுகின்றார் இந்த நிலையிலே தந்தையும் தாயும் தலையில்லா குழந்தையை பார்த்து அழுகின்ற இந்த நிலையிலே வெளியிருக்கின்ற வேலைக்காரன் ஓடி வருகிறான் ஓடி வந்து சொல்லுகின்றான் நிஜமானே நீங்க போனதுல இருந்து ரொம்ப அதிகமாகி அதிகமாகி அதனால வைத்தவலி ஏற்பட்டு ஒரே குருமத்தவனி வீட்டு வாசலை விட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த நிலையில் இருக்கும் போது யார் இந்த வீட்டுக்குள்ள முறை அல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள யார் வருவா என்று வெச்சுண்டு தூங்குகின்ற இடத்திற்கு சென்று பார்க்கும் ரத்தங்கள் சிந்தி கிடக்கின்றது ரத்தம் படிந்த கத்தி அம்மா தளமாற்ற இதை பார்த்த உடனே சொல்லுகின்றே பார்த்தீங்களா வேற எங்கையும் இல்ல இல்ல குற்றவாளி நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கின்றார் என்று ரெண்டு பேரும் பேசியதும் இந்த சந்தடியை கேட்ட விசுவும் நடந்த விவரத்தை கேட்டு அவர்களும் ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து அந்த அம்மாளும் கண்ணீர் வடிக்கின்றார் இது என்ன ஒரு பெரிய கொடுமை நாமளுக்கு தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ இல்லாத இடத்தில் நம்மளுக்கு ஒரு தம்பி என்பதாக எண்ணி இருந்தால் இப்பேர் கொற்ற ஒரு நடந்து விட்டதே என்று அந்த அம்மாளும் அழுகின்றார் அவை நேரத்தில் இந்த வேலைக்கார வந்து சொல்லுகின்ற சொல்லுகிறார்ம்மா என்ன தெரியுமா இவள்ிையைற்கு நம்மளை பிள்ளையாக வந்து பாதுகாத்த இடத்துல நம்மளை பிள்ளையாக வந்து நல்ல முறையில் வளர்ந்து வளர வளர்த்து வந்த இடத்துல இந்த சொத்துக்கு அவலாது வந்துவிட்டது இந்த பணத்துக்கு வாரிசு வந்து விட்டது இதை கொன்றுவிட்டால் நாமளுக்கு தான் இந்த சொத்து சுகம் என்று பிள்ளையை இன்றைக்கு கொன்றாள் நாளைக்கு அரபியாரை கொல்லுவாள் அதற்கு உங்களையும் கொல்லுவாள் அதற்கு அப்புறமாக வேலைக்காரன் ஆகிய அவள் தனியாக இருந்து இந்த வீட்டிலே வாழலாம் என்ற எண்ணத்தோடு திட்டம் செய்த சதி சூழ்ச்சி செய்து விட்டாள் என்று சொன்னார் சொன்ன இதை நம்பிய அந்த அரபியாருடைய மனைவி சதி மோசக்காரி செய்து ஒண்ணும் உண்ட வீட்டுக்கு வெண்டகம் செய்து விட்டாய் மோசக்காரி இனி என்னுடைய வீட்டில் இருக்காத வெளியே போய் என்பதாக அந்த விசுவத்து நாயகியை கொலைகாரி என்று வெளியே பிடித்து தள்ளிடுவார் அரபியாருட மனைவி I am so paralyzed, now I am my teacher! The territory's <laughs> 쫕 비� Hotils <laughs> people unacceptableounds you may time for reason Black people Lust வெளிய என்பதாக தள்ளுகின்ற அதே நேரத்தில் ஒரு கொலைக்கு இரண்டு கொலை ஆகிவிடும் ஏற்பட்டுவிடும் சொல்லுகின்ற உங்களுக்கு மகள் என்ற முறையில் என்ன நீங்கள் எது வேண்டிய ாலும்ப அடியுங்க அடியுங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் அதே நேரத்தில் கொலைகாரி என்று மட்டும் என்ன சொல்ல என்ன சொல்லாதீங்க என்ன அந்த அம்மா ரொம்ப வேதனை அதே நேரத்தில் வெளியே தள்ளுகிறார் என்னை கொலைகாரி என்று நம்புகிறீர்களா பாவா என்று சொல்லும் போது அவருடைய கண்களில் அப்படி கண்ணீர் அம்மா நான் நினைக்கல ஆனால் நிலைமை அப்படி இருக்கின்ற நிலைமை மாறி விட்டு உங்களுக்கு நான் பரிந்தோ அல்லது உங்களுக்கு நான் உதவியோ உபகாரமோ ஒரு <us> <us> சொல்லுகின்றார் பா உங்களுடைய பொன்னு வேண்டாம் பொருளும் வேண்டாம் அன்பு மட்டும் இருந்தால் போதும் பொண்ணு வேண்டாம் I learned that. பொரு வேண்டாம் இதுக்கு நான் ஆசைப்பட்டு இருந்தேன் நிலைமைக்கு வந்திருக்க வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அன்பு இருந்தா போதும் அனுமதி தாருங்கள் சென்று வருகிறேன் என்று அந்த அரபியார் சொல்லுகின்றார் அம்மா உங்களுடைய பெத்த தந்தையா இருந்தா அவங்க சொல்லுவியா தடுப்பீங்களா அதுபோல நினைச்சுக்கோங்க இந்த பணத்தை வாங்கிக் சொன்ன உடனே அந்த அம்மா மறுக்க முடியல அந்த பணப்பையும் வாங்கி கொண்டார்கள் அரபியாருடைய அனுமதியை பெற்றுக் அந்த விருந்த வீட்டை விட்டு வெளியாகி நாயகி மனதிலே பாதுகாத்தி ஒரு பழி வந்து என்ற எண்ணத்துடன் அம்மாள் அழுது துடித்துக் கொண்டு தன்னுடன் தனிமையாக அழுது புலம்பிக் கொண்டு அவர்கள் மனம் போன நிலையில் தான் நடந்து செல்லுகின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தின் கண்ணியனுடைய கணவரை விட்டு பிரிந்த நான் வந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய கணவரை நான் இன்றைக்கு காணப்போகின்ற அந்த விஸ்வத்து நாய்கிவினைத்தானே வேண்டியவர்களாக புலம்பிக் கொண்டு போகின்றார்கள் விதி செய்த dio ah ஆண்டவனை சதிபதியா வாழக்கூடிய ஒரு முறையை விட்டு நீக்கி எங்களை பேரு கோற்ற ஒரு நிலைமைக்கு ஆளாய்க்கு வைத்து விட்டாயே என்று ஆண்டவனை நடந்தார் நடந்தார் நீண்ட தூரத்தை போகும்போது ஒரு சித்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அதனுடைய பக்கத்தில் சென்றதும் ஒரு முச்சந்தி வீதி அந்த வீதியில எண்பது வயதுக்கு மேலாவுடைய ஒரு பெரிய அம்மா இருந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு என்ன கண்மானிய yenden ira tu என்ன கஷ்டமோ தெரிய இல்லையா இந்த விசுவும் பெரிய அம்மா அம்மையார்களே